ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டாக் கிளியரன்ஸ்க்கான ஒரு அப்டேட்டு தாங்க அதுவும் டர்னிங் ஒர்க் சாரீஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒன் சைட் border பாட்டமில் மட்டும் உங்களுக்கு வந்து ஹெவி ஒர்க் இருக்கிற மாதிரி பார்டரில் நம்ம டிசைன்ஸ் பண்ணியிருப்போம் and வார்பன் விஃப்ட் பியூர் சில்குங்க அதாவது ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கைத்தறியில் என்ன சேவ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு சாரீ நீங்கள் பார்க்குறீங்க செவன் டபுள் நைன் பாடி ஆஃப் சாரீ இங்க் ப்ளூ கலர்லேயும் பழுவன் ப்ளவுஸ் கிரே கலர்லேயும் இருக்குங்க கிரே அப்படிங்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ஸோ பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்கும் அண்ட் இந்த சேரில ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாட்டம் பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு இருக்குன்னு ஜி வாங்களுக்கு சாரி நம்பர் எயிட் ஹண்ட்ரட் பாடி ஆஃப் சாரி பாட்டில் கிரீன் பல்லுவன் பிளவுஸ் மெருண் டெஸ்ட் சேரீல ஒர்க் இருக்குங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனா இருக்கும் இன்னர் லேயர் பிளைனா இருக்கும் இந்த சாரீஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி 3-4 மந்த் ஆயிடுச்சுங்க ஸோ அதனாலதான் வந்து இப்போ நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ்காக ரேட்டு ரொம்ப ரொம்ப குறைச்சி கொடுக்குறாங்க இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6300 தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இந்த சேரீ கிடைக்கிதுங்க ஆக்சுவலாக இந்த ப்ரைஸில் வந்து இந்த டர்னிங் ஒர்க் சாரீ கிடைக்கவே கிடைக்காதுங்க ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கூட அகெய்ன் இதே ப்ரைஸில் இந்த சாரீஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போட மாட்டோம் இது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஸ்டாக் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம உங்களுக்கு சாரீஸ் கொடுக்குறோம் சாரி நம்பர் 801, body of பாடி ink blue, இங்கு ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் மெரூன் கலர் இதுலேயுமே சில்வர் டெஸ்ட்டு சரி இருக்குதுங்க இங்கே ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க கீழே கொஞ்சம் தூரம் அதிகமாகவே வந்து இன்னர் லேயர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ப்ளைனாக இருக்குது பாட்டமில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வராது சேரி நம்பர் எயிட் ஜீரோ டூ பாடி ஆஃப் சேரீ ப்ளூ காப்பர் சல்ஃபிட் ப்ளூ பல்லுவன் பிளவுஸ் கிரீம் கலர் இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வராமல் சேரீல பாடி ஆஃப் சேரீ ஃபுல்லாக ஒரே கலரில் வரும் பாட்டமில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் இதுலையுமே ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரீ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிற சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது சாரீஸ் வந்து எந்தவித டேமேஜும் கிடையவே கிடையாதுங்க மேக் பண்ணி த்ரீ மோ த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு ஸோ அதுதானே ஒழிய எந்த ஒரு டேமேஜுமே கிடையவே கிடையாதுங்க சப்போஸ் ஸாரீ வந்து உங்களுக்கு டேமேஜாக வருது அப்படின்னாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேற சாரி வந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம் ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இருக்குங்க டேமேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரிட்டன் பாசிபிள் இருக்கு ஆனால் கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பியூர் சில்க் சாரீ டபுள் வார்பு அண்ட் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சேரீமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சுதான் கைத்தறியில் நான் ஸோ பண்ணியிருக்கோம் ஹேண்ட்லூம் மேடுங்க அண்ட் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் தின்னாக இருக்கும் ஆனால் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ பாடி ஆஃப் சாரி கிரீன் கலர்ல சில்வர் டெஸ்ட் ஒர்க் இருக்குங்க மேல Gold Tested போர்ஷன் அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேட் சாரீஸுங்கிறதுனால கட் ஆகி ஹேண்ட்லூம் வருங்க ஃபார் எக்ஸாம்பிள் லைட் அண்ட் dark கலர் கிராஸ் பண்ணும்போதோ அல்லது black கலர் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்கும் இந்த சேரீலையுமே இந்த ஆல்கே கிரீனுக்கு வந்து நம்ம வந்து black கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகும் அண்ட் சில இடங்களில் வந்து அந்த த்ரெட்டுடைய திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனாலும் அந்த த்ரெட்டுமே விசிபிளாக இருக்குங்க இது கிரே அப்படிங்கறதுனால கண்டிப்பா வந்து சில இடங்கள்ல பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆயிருக்குங்க இந்த சாரில பார்க்கலாம் கீழே பாட்டம்ல எவ்வளவு போர்ஷன் இருக்குன்னு சூப்பரான சாரிங்க கண்டிப்பா வந்து சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒர்க் ஆன பிரைஸுங்க கண்டிப்பா இந்த ஒர்க் இருக்கக்கூடிய சாரி நிச்சயமா எங்கேயுமே கிடைக்காதுங்க பாக்குறது சாரி நம்பர் எயிட் ஜீரோ சிக்ஸ் பாடி ஆஃப் சாரி பர்பிள் பல்லுவன் பிளவுஸ் காஃபி ப்ரௌன் கலர் பாடிய வரக்கூடிய புட்டா கோல்ட் அண்ட் சில்வர் ஆல்டர்னேட்டிவா வரும் பாட்டம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் அவைலபிளா இருக்குள் பே போன் பேடிஎம் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் நாலு ஆப்ஷன் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரிக்குமே இந்த போர் ஆப்ஷன் தான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் வந்து ஒரு சாரீ தான் நீங்கள் அட் அடைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே அந்த 300 ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஃபர்ஸ்டே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் ஆகுங்க நெக்ஸ்ட் சாரீ சாரீ 807 எயிட் ஜீரோ செவன் பல்லுவன் பிளவுஸ் பர்பிள் பாடி ஆஃப் சாரீ பீக் ஆக் ப்ளூ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்ட் சரீல புட்டாஸ் பல்லுவர்க் அண்ட் பாட்டம் ஒர்க் இருக்குங்க இதுமே பிளாக் லத் ரெட் காம்பினேஷன்ல வரக்கூடியதுதாங்க நெக்ஸ்ட் சாரி நம்பர் 808 body of பாடி ஆஃப் சாரி நேவி ப்ளூ பல்லுவன் பிளவு பாட்டம் போர்ஷன் பார்த்துட்டீங்கன்னா ஹனி கலர்னு சொல்லுவாங்க அதாவது ஆரெஞ்ச் கூட பிளாக் மிக்ஸ் ஆகுது ஸோ ஆரெஞ்ச் கூட பிளாக் மிக்ஸ் ஆகுறதுனால கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட் டோன்ல வரும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்ட்ரரியில் ஒர்க் இருக்குங்க பிளாக் காம்பினேஷன் ஸோ பிளாக் காம்பினேஷன் பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்குங்க நீங்க பார்த்தது எல்லாமே பியூர் சில்க் சாரி டர்னிங் ஒர்க் இருக்கக்கூடிய சேரீ ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்குது வாட்ஸ்அப் மூலமா இந்த சாரீஸும் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும் நேர்ல ஷாப்பில் இந்த சாரியோட பிக்சரோ வீடியோவோ எடுத்துட்டு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அவைலபிளாக இருந்தது அப்படின்னா வேணால் காட்டலாமே தவிர ஆல்ரெடி வாட்ஸ்அப் மூலமாக சோல்டாக இருந்தது அப்படின்னா அந்த சாரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்ட முடியாது ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாகர நேம் வருங்க பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்க சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்